ஹலோ மக்களே வெல்கம் டு பஸ் கேம் சேனல் நம் சேனலிங் பார்க்க போகிற விஷன் இருக்கு கேட்டிங்கன்னா எம் ஒன்லி எம் ஒன் டைம் சேலஞ்சு ஒன்னு எம் எப்படி எப்படின்னா டிப்ஸ் அண்ட் பிக்ஸாக கற்றுக்க போகிறோம் சரிங்களா நான் கே மாதிரி இந்த ரவுண்ட் நான் குளோவாலே எடுக்கலை சரி அப்போ போய்ட்டு இருந்தால் பால் வச்சாம்பர் எம்எஸ்பி வேறு மாதிரி எடுத்தேன் நம்ம எப்படியாவது ரிவால்ஜியாக ஒன்றும் ஆட்டிருக்கோம் எப்படியாவது அடிக்கணும்ண்டா காட்டு பூச்சி ரே ரே டப்பால் ஒன் டப்பிள் வரோம் அமாதிரி ஓப்பின் திச் கேஸ் சரிங்களா இல்லை ஓப்பின் கமெண்ட் பண்ணி ஓட்டுருங்க இந்த இந்த மேட்சில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் நானே ஸ்கிப் பண்ணி தான் ஸ்கிப் பண்ணி தான் வீடியோ போடுறேன் சரிங்களா ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ண தேவையில்லை சரிங்களா சரி சின்ன தோன் வந்துச்சு அப்போதும் நாங்கள் அடிக்கூட இல்லை அப்படியே இப்படி பண்ணி போட்டுருந்தேன் அப்படி பண்ணும்போது டாக்குன்னு ஓப்பி வாடுற மாதிரி ஓப்பி இருந்துச்சு சரிங்களா சரி ஒரு இப்போ நான் ஆரெண்டாம் ஒன்றுன்னு இருந்தான் பார்க்கலாம் யார் ஜே போகிறான் இப்பே கமெண்ட் பண்ணுங்களேன் யார் ஜே பண்ணிப்பே கமெண்ட் பண்ணுங்களேன் ஆனால் டிஸ்ட் இருக்கு அது அப்புறம் தான் சொல்லப்படும் சரிங்களா சரிங்க இது சொல்லிட்டு இனிமேல் நான் அங்கே நான் வீடியோ போட்டதில்லை ஃபுல்லாக தான் வரும் போது லைவ் தான் வரும் ஓகே கண்டிப்பாக வராது இப்போ சிஎஸ் புஷ் பண்ண போகிறோம் ஹீரோ புஷ் பண்ண போகிறோம் சிஎஸ் ரிலீஜியன் புஷ் பண்ண போகிறோம் அதனால்தான் உங்களையே தெரியும் புஷ் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோலாம் போட மாட்டாங்கன்ட்டு சரிங்களா அப்பயும் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப பேர் வீடியோ போடு கேட்காதீங்க லைவ் போடுறான் வந்து பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா சரி அவன் சோனை பூச்சிக்கிட்டான் எங்கே வரப்போ டக்குன்னு போச்சிடலான்னு நானும் அழுத்தி போடுறான் காட்டு பூச்சி சின்ன ஜோன் வந்துச்சு சரி அவன் அடிய மாட்டான்ட்டு நானும் மெடிக்க மாட்டோம் போடலான்னு போட்டான் அடிக்கிறான் காலி ஹெல்மினிட்டு அத்தை ரவுண்டு அப்படியே ஹெல்மினேட் ஆகிட்டேன் அதனால தான் டக்குன்னு இப்படி போட்டேன் சரி இப்போ அவன் மூணு நான் ரெண்டேன்னு இருக்கேன் பா பார்க்கலாம் யார் ஜெய்க்க போகிறான்னுட்டு சின்ன எப்பயும் இந்த சின்ன சொல்றதுதான் மேட்ச் எங்களுக்கு முடியுது இன்னாரே தெரில இல்லை ஒரு ஃப்ளூக்கில் ஒன்ட்டாக படிப்பான் இப்போ ஒரு எகுரு உதிராக ஒன்ட்டாக வைப்போம் அவனே சொல்கிறான் ஃப்ளூக்கில் தான் போய் வச்சுட்டு சரி நானும் அப்படி ட்ரை பண்ணியிருந்தேன் உள்ள கட்டு குச்சி எக்ரி குச்சி ஒன் டப்பு சின்ன சவுண்ட்லாம் இதான் டிப்ஸு எக்ரி குதிக்க ஒன் டப்பு ஆள மாதிரி ஒன் டப்போ அவ்வளோதான் அவ்வளோதான் அத்தை ரவுண்ட் அச்சாம் போய் என்னோட அடிக்கிறேன்ட்டு அத்தை ரவுண்டு பங்கமாக மூணு கஞ்சி இருக்குது சரி இந்த ரவுண்டு ஏன்னா மின் பண்ண போகிறான்ட்டு தெரியல வீடியோ பார்க்கல வாங்க புத்திங்கன்னா மக்கள் அவன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களான்னு பார்த்து சரிங்களா ஒரு மோட்டிவேஷன்னாக இருக்கும் பாருங்க யார் பார்க்குறீங்களோ லைஃப் தட்டி விட்டுருங்க சரிங்களா சொல்கிறது போல மண்டல அவர் சவுப்பாய் அவ ஷாஃப்ட்டு மாதிரி சரி மூணு காருன்னு இருக்குது அவன் நான் மூணு அவன் ஆறு இந்த ஐயோ இனிமேல் உடக்கூடா காட்டு பூச்சின்ட்டு அவனே க்ளோகல் போட்டு ஹெல்மெண்ட் ட்டானே வேற மாதிரி கிளாப்போ மாதிரி ஹெல்மெண்ட் நான் நான் நாலு அவன் ஆறுன்ட்டு அவனுக்கு சொல்லி எஃரு குடிக்கிறான்னா டே இவங்களும் ஒன்றா படிப்பானோன்னு பார்த்துட்டு இருந்தேன் நல்லாவில் நான் சம்ம டாமல் அழுத்தி பிடி போயாடி அவனே எழுதி பண்ணிகிட்டு இருக்கான் சரி ஒரு கிளாப் கிளாப்பை மொத்தி தேவரா மாதிரிட்டுருவான் அடுத்த ரவுண்டுக்கே அங்கே அப்போ எல்லாம் ஒரு காய்ஸ் பார்க்குறாங்க லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா போகுது நீங்களே சொல்லுங்கள் சும்மா லைக் தானே தட்டி விட்டு போனா ஆகுப்பது லைக் பண்ணிட்டு பாருங்க அதனால ஒரு காயின்னு இருக்கோம் சரிங்களா சரி நான் அஞ்சு அவன் ஆறுன்ட்டு இருக்கு இந்த மாதிரி யாச்சியை போகிறான்னு கமெண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி நான் ஜப்பா ஆகணும் நான் தான் ஆகணும் இந்த மாதிரி தான் செம்ம பண்ணி மூமெண்ட் எடுக்குவோம் தோப்பார் நான் பின்னாடி வைந்துவிட்டேன் அடிவார் நான் அப்படியே முறை பயந்து ஓடுவான் போரு ஓடுறாடு வச்சிருவான்ட பெரிய கொம்பாட்டக்காரா ஓடுவான் போரு உள்ளே போய் இந்தோபர் சின்ன தோண்டே இங்கே இங்கே இப்போ தாவப்பட்டி வரவும் போரு பண்ணு வர்ற போய் வைக்க போய் ஆறு கார் இருந்துச்சு அவள்த வீடியோ இப்ப யார் ஜப்பா நீ தான் கமெண்ட் பண்ண சரிங்களா